கோயம்புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாடிவெயில் அமர்ந்திருக்கிறது தான் கோவை குற்றாலம் இந்த கோவை குற்றால நீர்வீழ்ச்சியில் நம்ம பிடிக்க போகணும்னா நம்ம அறுபது ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும் பார்க்கிங்க்கு வண்டிக்கு ஒரு ஃபோர் வீலருக்கு ஐம்பது ரூபா பார்க்கிங் சார்ஜ் பண்ணுவாங்க அங்கேருந்து ஒரு வேன் வச்சு பண்டிகையில் நம்மளை கூட்டி போய்விடுவாங்க அங்கேருந்து வனப்பகுதிக்குள்ளே நம்ம கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் நீர்வீழ்ச்சியில் தண்ணி வந்து நல்லா செக் நிற்குங்க விடுமுறை நாட்கள்ல இங்கே மூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பிரதில் காலமாக இருக்கிறவங்க தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக வருதுங்க மழைக்காலங்களும் உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக நிறுத்தி வரும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி வந்து நல்லா சுவையான இருங்க இங்கே வரணுன்னா காலையில் பத்து மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தாங்க உள்ளே வரது அளவு நாலு மணி வரைக்கும் மழை அங்கே விடுவாங்க நாலு மணிக்கு பகுதிங்கிறதுனால யானைகள் அதிகமாக நிலமாட்ட நெருக்கம் மங்கலங்காட்டி பாதுகாப்பு இல்லாதனால அனுமதி வந்து குறைந்த நேரம் இருக்குதுங்க நம்ம இந்த வனப்பகுதி நீர்வழிச்சுக்குள்ளே நம்ம பிளாஸ்டிக் பேப்பரை இருப்பவர்களுக்கு அனுமதி இல்லைங்க அதை மாதிரி நம்ம பிளாஸ்டிக் இருக்கிற பொருட்களையெல்லாம் நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு முடித்தாத்துருவாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது நம்ம உறநர்களுக்கு எதாவது வாங்கி வரணுங்க இங்கே நம்ம கெஸ்ட் வேறு இருப்பாங்க அதாங்க மணிக்கு குரங்கு இருக்குதுங்க நீங்கள் பேர் கையில் கொண்டு வரும்போது தனியாக வரக்கூடாதுங்க ஏன்னா நம்ம நண்பன் வந்து அதை பிடுங்கிட்டு போயிடுவாங்க அது இல்லாட்டி நீங்கள் வரும்போது அதுக்கு எதாவது வாங்கிட்டு வந்துவிட்டீங்கன்னா அவன் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அதை கொடுத்துட்டு தப்பு தரலாம் இல்லாட்டி உங்கள் கையில் இருக்கிற பேக்கு வேறு ஏதாவது ஃபோர்ல இருந்து முடுங்கிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து எங்கே இந்த நீர்வெளி வாரத்தில் ஒரு நாள் வந்து லீவுங்க திங்கக்கிழம மண்டே வந்து லீவுங்க எப்பவுமே வாரத்தில் திங்கள் கிழமை திங்கட்கிழமை இங்கே லீவுங்க சுற்றுச்சூழல் பராமரிப்புக்கு வேண்டி இங்கே திங்கக்கிழமை திங்கக்கிழமை விடுமுறை விட்டுருவாங்க அதனால் நீங்கள் திங்கட்கிழமை பிளான் பண்ணுறது சரிங்க மேக்ஸிமம் நீங்கள் மற்ற ஆறு நாட்களில் எந்த நாட்கள் வேணாலும் வரலாங்க மழை காலங்களில் மழை வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து அனுமதி இல்லைங்க அதுக்காட்டி மழை காலங்களில் வந்து நம்ம இங்கே வர முடியாது மழை காலங்கள் இல்லாத சமயத்தில் நம்ம இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம்